எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய சாஃப்சல் சாரிஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சாரியுடைய நம்பர் 387 எயிட் செவன் சேரீ நம்பர் த்ரீ எயிட் செவன் பழுவன் பிளவுஸ் அல்கே கிரீன் கலர் பாடி ஆஃப் சேரீ பிக் ப்ளூ கலருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு டெஸ்டட் சரி டாப் அண்ட் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் வந்துடும் கான்ட்ராஸ்ட் வர்றது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் அதில் வருதுங்க ஈவன் பிளவுஸில் கூட அதே மாதிரியே உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டமில் அந்த கான்ட்ராஸ்ட் போர்ஷனில் ஸ்ட்ரைப் லைன்ஸ் வருதுங்க ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் லைன்ஸ் அப்படிங்கிறது சேம் சில்க் த்ரெட்டிலே தான் இருக்குங்க உங்களுக்கு பல்லூல இருக்கக்கூடிய ஒர்க்கு கோல்டு டெஸ்டும் சரி and பாடியில் வரக்கூடிய புட்டாவும் கோல்டு டெஸ்ட்டு சரி சாரி நம்பர் 388 இந்த பேட்டன்ல தான் நம்ம இன்றைக்கி சிக்ஸ் கலர் ஸாரீஸ் வந்து பார்க்க போகிறோங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க கைத்தறியில நெசோப் பண்ண பியூர் சில்க் சாரீ ஒவ்வொரு சேரீ கூடையும் கட் ஐஎம் சில்க் மார்க் டேக் வந்துடும் ஸேரீ நம்பர் த்ரீ டபுள் எயிட் பல்லுவன் ப்ளவுஸ் சேம் அதுக்கே க்ரீன் கலரில் இருக்குதுங்க இது வந்து வித் பிளாக் காம்பினேஷன் தான் ஸோ அதனால் பிளாக் கலர் த்ரெட்டு வந்து விசிபிளாக இருக்கும் பாடி அப் சேரீ வயலக் கலர் இந்த பேட்டர்னில் தான் நம்ம இன்னைக்கு 6 கலர் சாரீஸ் பார்க்க போகிறோம் சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு கிடைக்கும் சாரி நம்பர் த்ரீ இது வந்து பிங்க் அண்ட் வயலட் காம்பினேஷன் பல்லுவன் blouse violet இந்த வயலட்டுங்கிறது டபுள் ஷேடிங்க வயலட் அண்ட் இங்க் ப்ளூ காம்பினேஷனில் இருக்கு பல்லுவன் blouse body of சேரீ pink color blouse plain blouse and contrast இந்த சாரீஸ் ப்யூர் சில் ப்யூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரைவர்ஸ் தாங்க பண்ணணும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஃபார் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ கேஷ் ஆன் டெலிவரியில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுறதுக்குமே அந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாரீ இந்த பார்த்த இந்த வீடியோவில் பார்க்குற சிக்ஸ் சாரீஸில் எந்த ஒரு சாரீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறத த்ரீ பல்லுவன் ப்ளவு பார்த்துட்டிங்க அப்படின்னா டார்க் பெய்ஜ் கலர் பாடி ஆஃப் சாரி பேஸ்டல் க்ரீன் கலருங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டூ ஹண்ட்ரட் புக் பண்ணும்போதே பே பண்ணாதான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சேரீடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் சேரீ நம்பர் த்ரீ நைன் ஒன் இதுவுமே தாங்க சேம் பல்லுவன் பிளவுஸ் பெய்ஜ் கலர் body of பாடி கலர் இது கொஞ்சம் வித் பேசன்ல தான் இருக்கு அதனாலதான் பேஸ்டல் ஷேட் சொல்றேங்க பேஸ்டல் பிங்க் கலர் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளா இருக்குங்க shipping ஷிப்பிங்கு shipping, shipping charges extra வருங்க இந்த சாரீஸ் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ நம்பர் இருக்குங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட போதுங்க சாரீ கோட் அண்டு புக் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரெண்டு வேர்டு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினா போதும் எப்போ உங்கள் மெசேஜை நாங்கள் பார்க்குறோமோ அப்போ அந்த ஸாரீ அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புக் பண்ணி தரோம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அனதர் customer book கொடுங்கிற ரிப்ளைவும் கண்டிப்பா வருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் சேரீ நம்பர் த்ரீ நைன் டூ பல்லுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் பாடி அப் சேரீ நார்மல் ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க இப்போ நம்ம ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து பார்த்தோம் அதுவும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க ப்யூர் சில்க் சாரீஸ் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட் ஆகும் எந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷன் வந்துடுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்